சனி என்பதே தொழிலாளர்களை பாதுகாக்க சக கலைஞர்களையும் சக தொழிலாளிகளையும் சக வல்லுநர்களையும் சக மனிதர்களையும் மனிதனாக நடத்த வேண்டும் கஷ்டப்படுபவர்களுக்கு நூறு சதவீதம் நீங்க குருவே சார் லாஸ்ட் வீக் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாலவர் போதுமா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நெற்றி போட்டில் அடித்த மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தீங்க வெரி எக்ஸைட்டடாக போட் தட் அதுக்கப்புறம் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க டாக்டர்ஸ் ஐடி பீப்புள் அப்புறம் கிட்ஸு சின்ன பசங்கள் பெரியவங்க இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள் அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ப கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிளாஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் முடியாதவங்க பணம் கட்ட முடியாதவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாத நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்லை ஆஹ் உங்களோட சேவை தொடர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இரவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானுடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் யார் இதை மெயினாக நீங்க தெரிஞ்சுக்கணும் பல பேர் இதை வந்து விஷயம் தெரியாதனால ரொம்ப அசால்ட்டா பிளே பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சார்ந்தவர்களுக்கும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயம் தெரியாமல் போய் சிக்கிங்க விடிப்படையை செய்ய வைக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டு புரிஞ்சுக்கலாம் எந்த முதலாளி எந்த மனிதன் தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கோ அல்லது சக தொழிலாளிக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி பாதிக்கப்படும்போது அவர்களுக்குண்டான தகுந்த சன்மானத்தை தராமல் இருக்கும் போதோ அல்லது அவர்களுக்கு உழைப்பிற்குண்டான மிக சரியான ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கும் போதோ அல்லது அவர்கள் செய்யும் வேலையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தும் போதோ சனியினுடைய சாபத்திற்கு உள்ளாகிறார்கள் இதை கரெக்டாக மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா சனி என்பதே தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நீதி அரசன் அவர் இந்த இந்த பிரபஞ்சமே எப்படி இயங்குதுன்னா இருக்கக்கூடிய செல்வ வளம் இருக்கக்கூடிய கரும வினைகள் இருக்கக்கூடிய சொத்து பத்து இருக்கக்கூடிய கல்வி இருக்கக்கூடிய வீடு பேறு சொத்து பத்து வாசல் வசதி அனைத்தும் ஒன்றோடய ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு எல்லாமே வைப்ரேஷன் வடிவத்தில் தான் இருக்குது அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் எதாவது வேலையை தேடி வந்தவர்களுக்கோ உழைப்பிற்குண்டான வருமானத்தை கொடுத்து விட வேண்டும் நீங்கள் உழைப்பிற்கு மேலே வருமானம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சனி பகவானோட முழு ஆற்றல் உங்களுக்கு இறங்கிடும் ஏழரை சனியே நடந்தாலும் என்றைக்கு சக தொழிலாளர்களை மதித்து நடக்கிறீர்களோ அவர்களுடைய உணர்வை புரிந்து நடக்கிறீர்களோ அப்போ என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவானோடைய முழு ஆற்றலை பெற்று விடுவீர்கள் இதனால தான் சொன்னாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படின்றாங்க சனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அதுவே சடுக்கினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது தான் கான்செப்டு அதனால தான் அவருக்கு பேர் சனீஸ்வரர் அப்படின்றாங்க ஈஸ்வர பட்டம் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த நீதிமான் இருக்கிறதுனால தான் அவருக்கு சனீஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க சனியன் என்பது அவளை கேவலமான வார்த்தை கிடையாது சனி என்பது என்ன நீங்கள் செய்த தவறை உங்களுக்கு ஒரு சில வேலைகள் மூலியமாக உணர்த்தி அடுத்த கட்டம் அதே தப்ப நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்காக உங்களை சில பல கஷ்டங்களுக்கு உட்படுத்தி அதுல ஒரு புரிதலை கொண்டு வந்து அதுல ஒரு மிகப்பெரிய ஞானத்தை வழங்கக்கூடிய நீதி அரசராக இருக்கிறார் ஒரு மாபெரும் பாத்ரூம் கழுவுறவங்களுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த கூலி தொழில் செய்பவர்களுக்கோ சாக்கடை கிளீன் பண்றவங்களுக்கோ இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளை நீங்கள் கஷ்டப்படுத்த கூடாது காயப்படுத்த கூடாது எந்த சூழ்நிலையோ அவங்க செய்யக்கூடிய தொழிலை கேவலமாக பேசக்கூடாது இந்த தன்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவங்களோட ச சனீஸ்வரனோட முழு சாபத்திற்கு ஆளாகி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க என்னதான் திருநள்ளாறு போனாலும் உங்களை விட்டு நிச்சயமாக அந்த சனியின் பார்வை விலகாது இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இதனால தான் சக கலைஞர்களையும் சக தொழிலாளிகளையும் சக வல்லுநர்களையும் சக மனிதர்களையும் மனிதனாக நடத்த வேண்டும் எல்லாமே பாருங்க லவ்லதான் வந்து முடியுது பாருங்க அளவு கடந்து அன்போடு மதிச்சிருவீங்க மறுபடியும் மறுபடியும் செய்த தவறவே திருப்பி திருப்பி பண்ணாதீங்க இவ்வளவு நாள் பண்ணது ஓகே இதுக்கப்புறம் அது பிராய்ச்சித்தம் தேடும் வகையில் கஷ்டப்படுபவர்களுக்கு நூறு நீங்க ஹெல்ப் பண்ணணும் மெயினா இந்த தொழிலாளிகள் தொழிலாளர்கள் இந்த மற்ற இருக்கிறது இந்த புவர் அப்படின்னக்கூடிய அந்த தன்மையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு நிச்சயமாக உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யறதெல்லாம் கூட செகேண்ட்றீங்க அது பெ பெருங்கருணையோட பண்ணுறது அட்லீஸ்ட் அவங்க பார்த்த வேலைக்கு உண்டான வருமானத்தை கொடுங்கள் சனீஸ்வரனோட முழு ஆற்றலையும் முழு அனுகிரகத்தையும் பெற்று விடுவீர்கள் உங்களுக்கு ஏழ்ரை சனி நடந்தாலும் அதுலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டு அடிக்கிறடி கொஞ்சம் பொறுமையாகணும் ஏன்னா அடி விழுகிறதுன்றதே என்ன நீங்கள் திருந்துறதுக்காக தான் நீங்கள் திருந்துட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு அடி விழுக போகுது ஸோ இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் வாழ்வில் உயர்ந்த கட்டத்திற்கு சென்று விடுவீர்கள் நன்றி வணக்கம்